அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகு கேதுக்கு உண்டான பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி தேதி அன்னைக்கு தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகுது ராகுவோடையும் கேதுவோடைய பார்வைகள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஏழு பதினொன்னாம் இடத்த தான் வந்து அவங்க பார்வை விழும் அதே மாதிரி நார்மலாக மற்ற கிரகம் மாதிரி உங்களுக்கு கிளாக்வைஸ் வந்து வரமாட்டாங்க ஆன்டி கிளாக்வைஸ் மூலயமா தான் உங்கள் மூமெண்ட் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷ வீட்டுக்கும் விருட்சகு வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் வீட்டுக்கும் வராங்க இப்ப தனுசு வீட்டுக்கு தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஓவராலா குரு பகவானும் எப்படி இருக்காரு சனி பயிற்சியும் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்ப நம்ம டோட்டலா ஓவராலா நம்ம பார்க்க போறோம் தனுசு வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வீகத்துக்கு தான் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குதான் ராகுபகவான் வராரு அதனால் ஆன் வாரிசுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ பிரெக்னன்சியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்கிறது ஆன் வாரிசுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அதாவது பூர்வீக பூர்வீகன்னு சொல்லுவோம் முன்னோர்கள் பிளெஸ்ஸிங்ஸு கண்டிப்பாக வந்து இருக்குது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி கேது பகவான் பதினோராம் இடத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு வராரு அதில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து உங்கள் தொழில் மூலியமாக முன்னேற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது தடைகள் இருந்தால் அதை விலக்கி கொடுத்து உங்களுக்கு லாபத்தை வந்து அதிகப்படுத்துவார் கேது பகவான் ஸ்பிரிச்சுவல் கொண்டு போவார் நல்லா ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டுத்துக்கு நீங்கள் போகிறது ரொம்ப நல்ல விஷயம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இஷ்டதெய்வ வழிபாடு அடிக்கடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பதினோராம் லாபஸ்தானத்துக்கு கேது பகவான் வரதுனால ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி அதே மாதிரி உங்களுக்கு பதினோராம் இடம் வந்து மூத்த சகோதரஸ்தானத்தையும் குறிக்குது ஆனால் அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் மன சங்கடங்கள் அதாவது அவங்க மூலியமாக வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் மன சங்கடங்கள்லாம் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது டூ வரைக்குமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தனுசு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இப்போது சனி பகவான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு இன்னும் ஒன்றரை வருடம் அங்கே தான் இருப்பார் தனஸ்தானம் இரண்டாம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் உங்களுக்கு கொடுப்பார் சனி பகவான் அதனால் தனுசு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் தனுசு வீட்டுக்கு உண்டான அதிபதியும் குரு பகவான் தான் நான்கு கூடிய சுகஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் அது அட்டகாசமாக இருக்குங்க தாய்ஸ்தானம் வலுத்துருக்குது அதனால் தாய் மூலியமாக நிறைய உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து வரைக்கும் உங்களுக்கு தாய்மூல் தாய் வழியில் வரக்கூடிய உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகப்படியாக இருக்குதுன்னே சொல்லலாம் அதுவும் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது அது அட்டகாசமாக இருக்குது ஒன் இயர் வந்து அங்கே தான் இருப்பார் அடுத்தது ஐந்தாம் இடம் பூ பூர்வ புனிஸ்தானத்துக்கு வருவார் குரு பகவான் அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது ஆலோவராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சியும் நல்லா இருக்குது குரு பயிற்சி இந்தாண்டு குரு பயிற்சி நல்லா இருக்குது ராகுக்கே பயிற்சியும் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா பயிற்சியுமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க இருந்தாலும் முக்கியமாக ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு முடிவுக்கு வரும் இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு கேஸ் எப்படி போயிட்ருக்கு என்ன மாதிரி பிரச்சனை இது முடியும் அப்படின்னா தசா புத்தி அந்தரத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் சப்போஸ் நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் இருக்குது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது எப்போ முடியும் என்னென்னு சொல்லல இந்த கோச்சார பழனு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கோச்சார பழனும் உங்களுக்கு வேலை செய்யும் இருந்தாலும் தசா புத்தியும் நம்ம வந்து வச்சு பார்க்கணும் ராகுதசையை கேது தசையா சனி தசை என்ன தசை நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது உங்கள் லக்கணத்துக்கு ஃபேவரபுளான தசை நடக்குதா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க ராகு தசையாக இருந்தால் இழுபரியாக தாங்க இழுக்கும் அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் கொடுத்து தான் கெடுப்பார் ராகு ஆனால் கேது கெடுத்து கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அதனால் ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் இதே மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கேஸ் வந்து நிச்சயமாக வெற்றி பெறும் அதே மாதிரி குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் நல்ல சுகபோக வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ்வீங்க வீடு கட்டாதவங்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல சிறந்ததுன்னா கொடுத்துட்டு புதுசு நீங்கள் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த டைமில் வந்து கண்டிப்பாக டூ எண்டுக்குள்ள ஃபோர் வீலர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி இடம் வாங்காதவங்க இடம் வாங்குறது வீடு கட்டாதவங்க கண்டிப்பாக வீடு கட்டுறது இல்லை வீடு விலைக்கு வாங்குறது அப்படி அப்பார்ட்மெண்ட் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ராகுக்கேது பயிற்சி வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுங்க பெயர் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு பெயர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல விஷயம் தேவையில்லாத வார்த்தைகள் விட்டுட்டிங்கன்னா அது மூலிமா வந்து நம்மளுக்கு பெயர் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஆனால் மூன்று கூடிய சனி பகவான் தான் அவர் இரண்டாம் இடத்துல இருக்கார் அது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க வெளியே போகும்போது வரும்போது கொஞ்சம் பிரயாணம் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ஜாதத்தை எடுத்து பாருங்க நீங்கள் என்ன லக்னம் நீங்கள் என்ன ராசி ராசின்றது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் தனுசு ராசி அப்படின்னா அது தெரியும் என்ன லக்னம் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் தான் உங்கள் லக்னம் இருக்கும் அந்த லக்னம் வந்து என்ன இதில் உக்காந்துருக்குன்னு பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு அதாவது மீ மேஷ லக்கணமா மீன லக்கணமா ரிஷப லக்கணமா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்கள் ஜாதகத்துல அந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அந்த லக்கணத்துக்கு உண்டான பலன்களையும் பாருங்கள் இப்போ ஒருவேளை நீங்கள் மிதன லக்கணமா இருக்கலாம் அந்த மிதன ராசிக்கு உண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்கணும் ராகு கேதுல ரெண்டுமே நீங்கள் மெர்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ஓவராலாக இந்த ரெண்டு வருஷம் வந்து எப்படி போகுது அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கு லைஃப்ல ஆட் ஆகிதான் வரும் அதாவது ஒரே விஷயம் தனுசு ராசி மட்டும்தான் ஒர்க் ஆகுது அப்படி கிடையாது என்ன லக்கணமோ அதுக்கு உண்டான பலன்களையும் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ரெண்டு விஷயமும் உங்களுக்கு லைஃப்பில் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க சாதிக்காதவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து சாதிக்க பிறந்தவங்க நீங்கள் சாதிப்பீங்க ஜெயிப்பீங்க அதாவது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி ஜாபில் இருக்கிறவங்களுக்குனாலும் சரி நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பில் சயின்ஸ் ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் தொழிலில் ரொம்ப அற்புதமாக அட்டகாசமாக நீங்கள் வந்து தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பு வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியின் எனர்ஜி ஹியரிங் திரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்